நம்ம லைஃப நம்ம தான் வாழ்னோங்க ரோட்ல போற வரவளோ சொல்லுவான் சரிங்களா அவனுக்காக ஐயோ அவன் சொல்லிட்டான் உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதை நீ வாழ்ந்து காட்டுறா சரியா உனக்கு எதுல புடிச்சிருக்கு என்ன என்ன தோணுதோ அதை